ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உயர்வர்னா from சிறுமுகை காயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான போச்சம்பள்ளி டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சேரீயை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸேரீயுடைய கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி சாரியுடைய நம்பர் ஃபோர் சிக்ஸ் நம்பர் ஃபோர் பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர் ராணி பிங்க் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லையும் top and bottom பாட்டமில் உங்களுக்கு சரி பார்டர் அந்த பார்டர்லேயுமே dye design வந்துடுதுங்க இது வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் ப்யூர் சில்க் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பியூர் காட்டனில் மிக்ஸ் பண்ணி கைத்தறியில் ஹேண்ட்லூமில் மேக் பண்ண சில்க் காட்டன் சாரீங்க இந்த சேரீ வந்து ட்ரை வாஷ் மட்டும் தாங்க பண்ணணும் பிகாஸ் ப்யூர் சில்க் அண்ட் ப்யூர் காட்டன் மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணதனால dry வாஷ் தாங்க பண்ணணும் செகண்ட் சாரி நம்ம பார்க்குறோம் ஃபோர் செவன் ஜீரோ நம்பர் 470 செவன் ஜீரோ பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ கொஞ்சம் டபுள் ஷேடில் இருக்குதுங்க பேக்ரவுண்ட் கலர் நான் சொல்கிறேன் லெமன் எல்லோ லைட் லெமன் எல்லோவில் இருக்குங்க அதில் green and red கலரில் டிசைன்ஸ் இருக்கு இந்த சேரீடைய ஈச் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஒவ்வொரு சாரியுடைய பிரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் சேரீ சேரீ நம்பர் ஃபோர் செவன் நம்பர் ஃபோர் பழுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா பர்பிள் பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர் கிரே கலருங்க ஸோ இந்த சேரீஸில் மல்டி கலர்ஸ் இருக்கிறதுனால எல்லா கலரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியலைங்க அதனால் நம்ம பேக்ரவுண்ட் கலர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் இந்த சேரீ வீடியோவும் பார்த்துக்கலாம் அண்ட் ஆல்சோ நம்ம குரூப்பில் பிக்சர்ஸும் போடுவோங்க இமேஜஸும் போடுவோம் அதையுமே பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் ஃபோர் செவன் நம்பர் ஃபோர் சாரியுடைய பிரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணம்போது சாரியோடைய பிரைஸ் த்ரீ கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இந்த சாரி நம்பர் ஃபோர் பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர் இங்கு ப்ளூ கலர்லேயும் பல்வன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலர்லையும் இருக்குங்க ஸோ இப்போ நம்ம இதில் மேக் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பார்ட்ரு வந்து பெரிய பார்ட்ரு இருக்கிறதாங்க நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்குறோம் சிக்ஸ் இன்ச் செவன் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய பார்ட்ரு தாங்க நாங்கள் இப்போதைக்கு மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃப்யூச்சரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான்னு இருக்கோங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பார்ட்ரு வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ்ஸை விட கொஞ்சம் கரை குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கொடி சீக்கிரம் அதுலேயுமே அதாவது பார்ட்ரு வந்து இன்ச்சஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம போடுறதுக்கு பார்க்குறோங்க சேரீ நம்பர் ஃபோர் செவன் த்ரீ பாடி ஆஃப் சாரி ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா நல்லா டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க பல்லுவன் ப்ளஸ் இதில் டார்க் நேவி ப்ளூங்க சாரீ நம்பர் ஃபோர் செவன் ஃபோர் இந்த சேரீல பல்லுவன் பிளவுஸ் பேரட் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் லெமன் எல்லோ கலர்லையும் இருக்குங்க இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ அப்டேட் போட்டாலுமே சரிங்க maximum ஸாரீஸ் வந்து சோல்ட் ஆயிரும் ஈவன் நம்ம ஷாப்பில் கூட இதோடய சாம்பிள்ஸ் வைக்க முடியாத அளவுக்கு இந்த சாரீஸோடைய மூவிங் இருக்குங்க ஃபாஸ்ட்டு மூவிங் சேரீல இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாரீஸ்ன்னு சொல்லலாம் குவாலிட்டியுமே ரொம்ப பக்காவா இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா லிட்டில் பெர்ட் ட்ரான்ஸ்பரண்டாக தாங்க இருக்கும் சாரீ நம்பர் 475 செவன் ஃபைவ் இந்த சேரீயில் பழுவன் ப்ளவுஸ் டார்க் பர்பிள் கலர்லேயும் Body பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் color அழகே க்ரீன் கலரில் இருக்குதுங்க அதில் பிளாக் அண்ட் ரெட் கலரில் டிசைன் இருக்குதுங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ஆல்சோ அவைலபிள் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு shipping charges extra வருங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் Google pay, phone pay, paytm and account transfer நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ப்ரீ பேமெண்ட்டுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் and also cash on ஆன் டெலிவரிக்குமே இந்த ஃபோர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் extra charges பே பண்ணிக்கலாம் சாரி நம்பர் ஃபோர் இந்த சாரியில் பாடி ஆஃப் சேரீ பேக்ரவுண்ட் கலர் பிங்க் கலர் இதில் பார்த்துட்டிங்கன்னா Pink and Peach, இந்த ரெண்டு கலருமே இருக்குதுங்க பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் Navy ப்ளூங்க இந்த சாரீ சார் நீங்கள் WhatsApp மூலமாக book பண்ணிக்கலாம் நம்மளுடைய WhatsApp Number டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஸேரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு வேர்டு கண்டிப்பாக இருக்கணுங்க ஸாரீ கோடு கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் புக் பண்ணுங்கன்னு சொன்னியிருந்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த ஸேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் ஸாரீ நம்பர் ஃபோர் டபுள் செவன் இந்த சேரீல பழுவன் ப்ளவுஸ் டார்க் நேவி ப்ளூ பாடி ஆஃப் ஸாரீ பேக்ரவுண்ட் கலர் மெரூன் கலரில் இருக்குங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் எவ்ரி டேயும் கூட நீங்கள் வந்து பே பண்ணி ஸாரீஸ் வந்து புக் பண்ணலாம் நம்ம கண்டிப்பா வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸாரீ நம்பர் ஃபோர் ஸோ இந்த அப்டேட்லேயே பார்த்துட்டிங்கன்னா லைட் கலர்ஸ்லேயும் சேரீஸ் இருக்குது அண்ட் டார்க் கலர்ஸ்லேயும் சாரீஸ் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு விருப்பமான கலர் இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வாட்ஸ்அப்பில் சேரீ கூடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர் செவன் எயிட் பழுவன் ப்ளவுஸ் பர்பிள் கலர் டார்க் பர்பிள் பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டிங்கன்னா லைட் ஷேடு தாங்க ஒயிட் கலரும் வருது இதில் எல்லோவும் வருதுங்க அண்ட் ஆல்சோ லைட் ரெ ரெட் கலரும் வருதுங்க ஸோ மல்டி கலருங்கிறதுனால என்னால் எக்ஸாக்டாக கலர் சொல்ல முடியல எல்லோ ஒயிட் அண்ட் லைட் ரெட் எல்லாமே வருதுங்க ஸாரீ நம்பர் 479, செவன் நைன் சாரீ நம்பர் ஃபோர் செவன் நைன் பலுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் பாடி ஆஃப் ஸாரி பேக்ரவுண்ட் கலர் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க இதில் வரக்கூடிய பார்டர் பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கரை கட்டின மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் டாப் அண்ட் பாட்டமில் பார்டரும் அதுக்கு இடையில் டை டிசைனும் இருக்குதுங்க சேம்மா அந்த பார்ட்ரு வந்து உங்களுக்கு பிளவுஸ்லேயுமே வந்துடும் இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் மட்டும் தாங்க ப்ளைனாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி பல்லு எல்லாமே உங்களுக்கு டிசைன் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் ஸேரீ நம்பர் ஃபோர் Body of சாரி orange background, Fanta ஃபேண்டா ஆரெஞ்சில் இருக்குங்க பல்லுவன் blouse, ink blue color. இந்த சாரீஸ் எல்லாம் டிரைவர்ஸ் தாங்க பண்ணணும் சாரியோட லென்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் பிளவுஸ் பிளவுஸோடைய லென்த் எபவ் செவன்டி செவன்டி மீட்டர் வித் ஆஃப் தீரீ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எபவ் தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் சாரி ஃபோர் எயிட் ஒன் சாரி நம்பர் ஃபோர் எயிட் ஒன் பல்லுவன் பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் blue ப்ளூ கலர் நேவி ப்ளூ ஸோ இந்த அப்டேட் இன்றைக்கி மட்டும் எப்போவுமே வந்து நம்ம டூ தேர்ட்டி மார்னிங் லெவன் ஏஎம் ஆஃப்டர்நூன் pm தேர்ட்டி பிஎம் அண்ட் ஈவினிங் ஃபைவ் பிஎம் இந்த மூணு டைமிங்கில் நம்ம அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க யூடியூப்பில் வீடியோவும் சரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி இந்த டைம் தான் போடுவோம் சம்டைம்ஸ் எதாவது பர்ஸ்னல் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அந்த டைமிங் மட்டும் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் மாற்றி போடுவோம் இல்லைன்னா வீடியோவே போடாமல் கூட அப்டேட் கூட போடாமல் கூட இருப்போங்க சரி நம்பர் 482 எயிட் டூ அண்ட் அதே மாதிரி தாங்க ரிப்ளேவும் கண்டிப்பாக நம்ம வந்து அவைலபிள் இருக்குறோம் அப்படின்னா ஆன் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் இதுவே booking டைமாக இருக்குது அப்டேட் டைமாக இருக்குது லெவன் ஓ கிளாக் டூ தேர்ட்டி அண்ட் ஃபைவ் ஓ கிளாக் இந்த அப்டேட் டைம்னால் கண்டிப்பாக அப்டேட்டு எல்லா குரூப்லையும் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஆகுங்க இது மற்ற டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட் டைம்லையோ லன்ச் டைம்லேயோ டின்னர் டைம்லேயோ கண்டிப்பாக கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறக்கு லேட் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்த்தது லாஸ்ட் சாரி 482, எயிட்டி டூ பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர் மெஜிந்தா கலர் பல்லுவன் ப்ரௌஸ் பார்த்துட்டீங்கன்னா டார்க் dark navy த்ரீ 3,500 ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் இல்லாமல் காண்டாக்ட் பண்ணி புக் Thank you, thank you for watching.